இது யார் மனதையும் பின்படுத்துவதற்காக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களோ பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா அடிமல்ஸை குடும்பம் பத்துறதே வயசான காலத்தில் எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ணிக்கிட்டு திரிகிற ஆண்ட்டிங்களா பார்க்குறதே இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே வீடியோ போலாம் என்னடா ஒரு மொட்டை ஒரு மாட்டை சைட் அடிச்சு நிற்கிறது தயவு செஞ்சு தப்பாக நினச்சா ஒரு சாப்பாடை போட ட்ரை பண்ணுறாரு ஆனால் பைக்கில் உள்ளே போட்டுக்கினாரு இந்த வயசான கட்டை என்ன பண்ணதுனா பிடிச்ச மீன் எடுத்துட்டு போய் ஆக்கி துணாமே இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் நிக்கிது அதனாலதான் தாத்தாஜிய பார்த்து யாரும் தப்பா நினைச்சாச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே கோல மேலே ஏறி கபாடி ஆடுதான் சரித்திரமா அதை இப்ப நிரூபிக்கத்துக்கு தான் வந்து மாட்டுக்கும் சிங்க சிங்கமா தீட்டிடுவோம் ஒன்னிக்கி குதிரை மேலே ரெய்டு போன மாதிரி இந்த ஈம கோயில் சாதிமோ டெருப்பு கோயில் மேலே போகணுன்னு ஆசைப்போல் இருக்கு அதனாலதான் மூஞ்சிக்கு ஈஞ்சிடுச்சு நம்ம உப்பு வந்துட்டு குதிர மாட்டியா என்டா வாத்து மடியா அப்படியே போனேன் போயிருக்கலாம்ல எதுக்கு இந்த வாத்துக்கிட்டு வந்து வாய் கொடுத்துட்டு மூஞ்சினையும் வாயின்னு வாங்கிட்டு இருக்கேன் உடம்பத்தோட வந்து குளிக்க தப்பாக தப்பாக முடியாது பொண்ணாக என்னடா தாத்தா பைத்தி மாதிரி நின்றுங்க தாத்தா வந்து பட்டம் அந்த பட்டம் எதுக்கு விடுறாருன்னா அவர் படிக்கும் ஒரு பட்டம் கூட வாங்கலையா அதனால யாரும் ஒரு பட்டத்தை விட்டு ஒரு நல்ல பட்டம் வாங்க போறோன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்லைங்க பட்டம் வாங்காம வீட்டில் அடி வாங்கி பார்த்துருக்கோம் பட்டம் விட்டு பட்டங்கிட்டேயே அடி வாங்கி பார்த்துருக்கோமா நீங்க நடக்கும் பாருங்க இந்த காரடிக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறீங்க போதும்னா ஒரு தனி தின்னு வேணுமா இல்லையா அதுதான் பாத்துங்க பாவங்க அந்த குட்டி ஏன்னா அந்த பூதேவிக்கு போறது ஏன அதே சிந்தியா தப்புனு வச்சுக்காதீங்க பூதேவின் உங்க அம்மா பேரு முன்சாமினது உங்க அப்பா பேரு அதனால்தான் ரெண்டும் சேர்த்து அந்த போறதுன்னு சொன்னேன் அந்த குட்டியா நீங்க இவ இறக்குமே இல்லாமல் தூக்கி போட்டுடுச்சு அடைச்சி போய் தலை உங்க அம்மாங்க பாவங்க இந்த மண்ணாங்காட்டி போறங்க ஆஹ் சாரிங்க இந்த மனுஷன் போறங்க சொதிச்சிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது பழி வாங்குவதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு அவங்க எது பையன இருக்கி கரெக்டா நின்னுதான் ஆரும் தெரியாம காலை ஊடாதே வெயிட்டி தெரியாகம் அதல உட்காராதே இது படு புடிதனே பட் இந்த நாரபன முடி எடுத்துங்கோ ஏனா இதையাত্তுக்கு சுட்டாகு அந்த என்னந்து உட்காருப்பா அண்ணா மாந்தே ஃபோன் கேனுக வீசாதே அப்ப பொண்ணுக்கு என்ன ஒரு கмина ஒரு ஆறுதோ இதா ஆதுன வீசா அய்யாகே முடியே பதாத தெரியல எலட்சு போயிருக்கா ஆ சாய் Okay, okay. If you have to do romance, you will be the one who is <laughs> going to die. You will be the one who is going to die. That's why I'm not going to die. I'm not going to die. I'm going to die. That's the one thing. Where are you going? You're alright mom? ஈத்தோட அந்த வீடியோ முடிக்கிறது அப்படின்னு சொன்னோன்னு தயவு செஞ்சு டென்ஷன் ஆயிடுச்சோ உண்மையிலே முடிஞ்சு போச்சு தயவு செஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க இது யாருன்னா எங்கள் அக்கா பொண்ணு தான் நல்லா கே அதெல்லாம் அதுக்கு ஒரு லைக் போட்டுருங்க வைட்டாட்டா